பெங்களூர்ல இருந்து ஏற்காடு ஒன் டே ட்ரிப் வந்தோம் நீங்க பாக்குறது வந்து கரடியூர் வியூ பாயிண்ட் ஆண்ட வேலை வந்து இந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூ அதுக்கப்புறமா வந்து அங்கிருந்து கிளம்பி நாங்கள் வந்து சம்பாலா ரிசார்ட்டில் தான் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சம்பாலா ரிசார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரிசார்ட்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு இயற்கையோட ஒன்றி இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் ஒரு நார்மல் சில்லாக சூப்பராக நல்லா இருந்துச்சு ஒரு புல்யூஷன் இல்லாம அந்த கிரீனரிய பார்த்து ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நல்ல பிளேஸா இருந்துச்சு வெல்கம் ட்ரிங்க் குடுத்துட்டாங்க அப்புறம் அத குடிச்சுட்டு அப்புறமா எங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க இந்த பக்கில தான் வந்து எங்களை வந்து ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் மழை பேய்ஞ்சது தான் ரூம் ஒன் டே ரூமுக்கு வந்து ரூம் ரெண்ட் 6,500 சார்ஜ் பண்றாங்க நம்ம எக்ஸ்ட்ரா பெட் கேட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா தௌசண்ட் ருபீஸ் நம்ம பே பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துர்றாங்க ரூமுக்கு போனவுடனே வந்து பார்த்திங்கன்னா ரூம் விட்டு வெளியில் வரும்போது ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு அந்த மரம்லாம் அப்படியே மறைச்சிக்குச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டும் கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்களுடைய லன்ச் நாங்கள் சாப்பிட்டோம் guys as you can see this is a rainwater river it's natural guys and it's very very cold guys guys and look at how beautiful it's flowing it's calm da huh we are in water yeah so if you see there will be a small light here actually guys it's a insect Jingala woof woof jingala woof jingala woof jingala jingala come on 8 minutes <laughs> <laughs> Hey, nice tea, tea is very nice, awesome, funded out of a set mark. Morning, we are going to take a morning trekking in the resort. We are going to take a guide for a guide. We are going to take a walk there and we are going to take a walk there. க்ரீனரி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக மேலே ஏறி போய் பார்த்துட்டு அங்கே ஆக்சுவலி நம்ம சன்ரைஸ்க்காக தான் நம்ம போவோம் பட் நாங்கள் போன அன்றைக்கி வந்து தெரியல க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து மறைச்சிக்குச்சு பட் இருந்தால் கூட வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெக்கிங் மாதிரி மேலே கொஞ்சம் தூரம் ஏறி போய் பார்த்துட்டு வர்றது ஒரு விதமான ஒரு ரிலாக்ஸிங்காக கூட இருந்துச்சு அப்புறமா நாங்கள் எங்களுடைய சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமா லேடிஸ் வியூ பாயிண்ட் போனோம் லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் இது நாங்கள் போன சமயத்தில் ரொம்ப ஜாஸ்தி மிஸ்டாக இருந்ததுனால எங்களுக்கு சரியா தெரியல இங்கிருந்து நாங்கள் பீக்கு பேர்ட் பார்க் போனோம் அங்கே பீக்கு பார்க்கல வந்து நிறைய விதமான பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஆஸ்ட்ரிச் பார்க்குறீங்க அதுக்கு நம்ம வந்து ஃபீடெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் வச்சிருந்தாங்க அப்புறமா கோட் வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு ஒரு விதமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே இருந்துச்சு அதுக்கு பிடிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு I've been for love to be a real star I'll send a love from Pico Park la nna na kelambitom ooruk Bangalore kelambitom oru 3 mani pole indha experience ungalkum pidichirukku nenaikiren so kandipa nammoda channel ku subscribe pannunga like pannunga share pannunga comment pannunga thank you so much for watching our channel bye